அனைவருக்கும் வணக்கம் குரு போகம் பாத பங்கஜம் நமக காலம் என்ற கணக்கின் தத்துவத்தை பற்றி ஆய்வுகளை பார்ப்போம் வாருங்கள் ஏற்கனவே வரையறை செய்துவிட்ட வாழ்க்கையின் விதி அமைப்பை ஞானம் பக்தி ஆகிய இரண்டு விதத்திலும் மாற்றலாம் என்று சித்திர இலக்கியங்கள் கூறுகின்றன இந்த முறைகளை ஆராய்வதற்கு உறுதுணையாக விதியை பற்றிய கொள்கையை பார்த்தது போலவே காலம் என்ற தத்துவத்தையும் விஞ்ஞானம் கண்கொண்டு பார்க்க வேண்டியது அவசியமாகும் காலம் என்ற கணக்கின் தத்துவத்தை நுணுகி ஆராய்ந்துள்ள இன்றைய மேநாட்டு அறிவியல் தத்துவ ஞானிகள் காலத்தை மூன்று கொள்கைகளே பேசியிருக்கிறார்கள் காலம் என்ற அடிப்படையை மனித வாழ்வோடு இணைத்து ஆராய்ந்துள்ள இன்றைய விஞ்ஞானிகள் வான் புனர் உடற்கூற்று அறிவியல் ஆகிய நவீன ஆராய்ச்சியின் பாங்கிலே மூன்று வகையில் பிரித்தார்கள் மனித வாழ்வின் நிகழ்ச்சிகள் காஷ் அண்ட் எஃபெக்ட் என்ற காணமும் விளைவும் இன்னும் சட்டப்படி காலம் செல்கிறது என்பது முதலாவது கோட்பாடு அதாவது விரை ஒன்று போடச் ஒன்று விளைக்காது என்றும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்றும் நாம் சொல்கிற காலம் பற்றிய இந்த முதலாவது கொள்கையின் விளக்கம் இந்து சமயம் சமணம் சாக்கியம் முதலிய மத நூல்களான காப்பியங்கள் வற்புறுத்துவதும் இதுவேயாம் காலம் பற்றி இரண்டாவது கோட்பாடு த டைமென்ஷனல் தியரி என்கின்ற காலப்பாதை இன்னும் சித்தாந்தமாகும் இதுவே நான்காவது பரிமாணம் என்று அழைக்கப்படுகிறது ஃபோர்த் டைமென்ஷன் இன்னும் காலப்பாதை என்பது அதாவது நீளம் அகலம் ஆழம் அல்லது உயரம் இன்னும் மூன்று அளவைகளோடு காலம் என்பது நான்காவது அளவையாகும் இதுவே காலப்பாதை என்பது கருத்து என்னவென்றால் காலம் என்ற பாதையிலே நாம் நடந்து செல்கிறோம் நம்முடைய வாழ்வின் நிகழ்ச்சிகள் அவ்வப்போது புதிதாக உண்டாவதில்லை ஏற்கனவே காலப்பாதையில் அங்கங்கே இந்த நிகழ்ச்சிகள் ஒத்திகை செய்யப்பட்டு நம் வரவுக்காக காத்திருக்கின்றன அவை நடப்பதில்லை நாம் நடந்து சென்று அவற்றை சந்திக்கிறோம் இதுவே காலத்தை பற்றிய இரண்டாவது கோட்பாடு திருமுலரும் இதனையே போகின்ற காலங்கள் போவதில்லையாம் என்கின்றார் இனி காலத்தை பற்றிய மூன்றாவது கோட்பாடு இதற்கு த சர்க்குலர் தேரி என்று பெயர் அதாவது காலம் என்பது ஒரு சக்கரம் ஆளி அல்லது சுழல் வட்டம் அது நில்லாது சோராது ஓயாது சுழன்று கொண்டே இருக்கிறது நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த சுழற்சிகளே மாறி மாறி வட்டமிட்டு வருகின்றன பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தமது அஷ்ட பிரபஞ்சத்தில் காலத்தீரி என்றே அழைக்கிறார் காலத்திரி, தலைநாளில் இட்ட கோலங்களே என்று பாடுகிறார் திருபுறரும் காலச்சக்கரம் என்று நிலைக்கிறார் இன்றைய அறிவியல் ஞானிகள் இந்த காலவட்ட கோட்பாட்டிலே என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரே நிகழ்ச்சியானது பல்லாயிரம் ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திரும்ப முன் அப்படியே நடக்கிறது பிறகு அதை அதே இதே இடைவெளிக்கு பின் மறுபடியும் நடக்கிறது மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது ஹிஸ்டரி வரலாறு மீண்டும் மீண்டும் திரும்புகிறது அதாவது இன்று நாம் இருவர் இந்த இடத்தில் இப்போது சந்திக்கிறோம் என்றார் இதே போன்று நாம் இருவரும் இதற்கு முன்பு இதே இடத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சந்தித்தோம் மறுபடியும் நாம் இருவரும் இதே போன்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் இதே இடத்தில் இவ்வாறே சந்திப்போம் இது ஒரு தொடர் நாடகம் இதை வெளிவிட்டு மீண்டும் மீண்டும் நடைபெறுகிற ஒரு சங்கிலி தொடர் நிகழ்ச்சி இதுவே காலவட்டம் என்ற சுழற் தத்துவம் இந்த கோட்பாடுகளை ஆராய்ந்த ஒரு ஜெர்மன் தத்துவ ஞானி இன்னொரு கொள்கையை கண்டுபிடித்தார் அதற்கு தியரி ஆஃப் இன்டர்பெரன்ஸ் என்று பெயர் தலையீட்டு தத்துவம் என்ற இந்த கொள்கையின்படி ஒரே நிகழ்ச்சி பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து காலச்சக்கரத்தின் சுழற்சியிலே மீண்டும் வேறு வேறொரு ஆற்றல் உட்புகுந்து தலையிட்டு அந்த சுழற்சியின் போக்கை சிறிதே மாற்றலாம் ஜெர்மன் ஞானி சொல்வதன் உட்கிட என்னவென்றால் ஒரே நிகழ்ச்சி பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து மறுபடியும் சுட்டத் தொடங்கும் போது யாரோ ஒருவர் அல்லது ஒரு சக்தி தலையிட்டு அதன் சுழற்சி கோட்டிலிருந்து அதை சர்ச்சையை நகர்த்திவிட முடியும் அப்படி செய்வதால் அந்த நிகழ்ச்சி வேறு மாறி சுழலத் தொடங்கிவிடும் இதுவே தலையீடு அல்லது இன்டர் என்பது ஒருவன் ஒன்று செய்வது இந்த தலையீட்டினால் மாறி ஒன்று பிரிதாகலாம் அல்லது ஒன்று நடவாமலே போய்விடலாம் ஜெர்மன் தத்துவ ஞானி சொல்கிற தலையீட்டு ஆற்றல செய்கிற செயலினால் அந்த மாறுதல் நடந்தாகலாம் அல்லது பிரிதொரு தீங்காகலாம் ஆனால் நம்முடைய நாட்டு சித்தர்கள் இதையே வேறு விதமாக சொன்னார்கள் மாறுதல் என்பது இறைவனுடைய தலையீட்டினால் நல்லதாகவே நடைபெறும் என்கிறார்கள் நம் ஞானிகள் மனித ஆற்றலின் தலையீட்டினால் அல்ல இறைவனுடைய திருவருளின் தலையீட்டினால் ஏற்படுகிற மாறுதல் பேரின்பெரு மாறுதலாகவே அமையும் அவன் கால்பட்டு தம் நம் தலைமையில் தீய இழுத்து அல்லது இழுத் மாறிவிடும் என்றார்கள் ஞானிகள் இதையே அவர்கள் தலையீடு என்று சாமானிய வார்த்தையில் சொல்லாமல் திருவருள் என்றார்கள் திருவடி பேறு என்றார்கள் இதைத்தான் சித்த இலக்கியம் வற்புறுத்துகிறது விதியையும் அதன் கொடுமையும் களத்தையும் அதன் குலத்தையும் வெழுவதற்கு உரிய ஒரே ஆயுதம் சரணாகுதி அல்லது அடைக்கலம் என்றார்கள் இறைவனம் தஞ்சம் புகும்போது ஒரு பக்தனுக்கு விதி மாறுகிறது காலத்தை அவன் வெழ்கின்றான் மார்க்கிண்டையின் சிவனம் தஞ்சம் புகுந்தான் சூழாயுதம் எவனை நோக்கி பாய்ந்தது என்பது புராணம் கொள்கிற உருவகக் கதை இதை அரு அருணகிரியார் தமது பக்தியின் மேலிட்டால் முருகனுடைய கால்பட்டு அயன் கையெழுத்து அழிந்தது என்று பாடினார் இது பக்தி மார்க்கம் சித்தர்கள் கூறுகிற தாச மார்க்கமாகிய தொண்டு நிறையும் ஷற்புத்திர மார்க்கமாகிய நண்பகவன் நிறையும் இந்த திருவடி ஆற்றலையை போற்றி துதிக்கின்றன இந்த விதியை மாற்றும் வேலையை யோகிகளும் ஞானிகளும் எவ்வாறு செய்கிறார்கள் திருமுறர் பாடுகிறார் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னே வினையின் முடிச்சை அவிழ்ப் அவிழ்ப்பர் பின்னை பிடித்து பிசைவர்கள் சென்னையில் வைத்த சிவனருளாலே அவன் கால்பட்டு என்று அருணகரின் ஆதர பாடியதையே சென்னையில் வைத்த சிவனருள் என்கிறார் சித்தர் அதை கொண்டு முன்னை வினகி முடிச்சியை அழிப்பதும் பின்னை வினையை பிடித்து பிசைவதும் சித்தரின் ஞானச் செயல்களாக திகழ்கின்றன பக்தனுக்கு எல்லாவற்றையும் இறைவனும் ஒப்பு கொடுத்து ஊழ்வினை தன்வினையாக அளிக்கிறது சித்தனோ தன்னுடைய ஞானவினையினால் அந்த ஊழ்வினையை அழிக்கிறான் அது ஞானத்தின் செயல் என்றுமே சென்னையில் எங்குகின்ற திருவொருள் செயல் விளைவையாகும் இந்த இரண்டு விதமான வேற்றிச்சைகளின் வகைகளை எடுத்துக் கூறுவதே சித்தர்களின் இந்த செம்பொருளை உட்கொண்ட ஏனெனவே அவையின் குரலும் அகலும் ஆகும் மேலும் அடுத்த பதிவில் சித்தர் மார்க்கத்தில் வரும் சூட்சமங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்